ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம் இப்பதான் என்ன கேள்வி கேட்டு பாடுபடுத்துவாங்களோன்னு நினைக்கும் போது ஒரே யோசனையா இருக்கு தானா நான் வேற உங்க தங்கச்சி வீட்டுக்கு வரணும் ஃபோன் பண்ணிச்சோ நீங்க ஆபீஸ்க்கு லீவ் போறது யோசிச்சிட்டு இருக்கீங்களோன்னு நினைச்சிட்ட அவ அவனுக்கு அவம்மா கவளட்டி சே சே நான் பையன் வேலைய பாக்குறேன் ஏยம்மா ஏன் சோகமா உட்கார்ந்திருக்க அது ஒண்ணுமில்லட்டி உங்கள் அப்பா ஆஃபீஸில் திடீர்னு மீட்டிங் வச்சுட்டாங்களாம் என்னென்ன கேள்வி கேட்டு பாடுபடுத்த போகிறாங்களோன்னு மனுஷன் ஒரே புலம்பலாக புலம்பிட்டு போனார் பாவம் என்ன பண்ணுறாரோன்னு நினச்சி வேதனையாக இருக்கட்டி எங்கே பாரு டீட்ரம் அப்பா ஆஃபீஸில் எவ்வளோ கஷ்டப்படுவாருன்னு நினச்சி அம்மா கவலைப்படுதான் இதை நீ நம்புறமா அப்பா வீட்டில் இருந்தால் ஏதாவது ஒன்று சொல்லி சண்டை வளர்த்துக்கிட்டே இருப்பேன் நீ அப்பா ஆஃபீஸில் கஷ்டப்படுவாருன்னு நினச்சி ஃபீல் பண்றியா ஏட்ட போங்கடி என்கிட்ட மனுசன் வேதனை புரியாம சரிம்மா சரிம்மா நீ ஃபீல் பண்ணிகிட்டே இருனா எங்களுக்கு உன்ன பார்க்க சிரிப்பு தான் வருது நான் விளையாட போறேன்ப்பா சூப்பர் வாங்கு வாங்கு வந்துட்டீங்களா கவலைப்படிட்டே போனீங்களே மீட்டிங் என்னாச்சு அது ஒண்ணுலட்டி ஆபீஸ்ல ஆண்டூळा வரதான் இந்த போட்டலான்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஆக எல்லாரதாவது ஒரு போட்டில கலந்துக்கணுமா அது சம்பந்தமா மீட்டிங் டீ இதை காலையில ஆண்டு விழா சம்பந்தமாக சொல்ல மாட்டாங்களா நீங்க தான் இருக்கும் போல இருக்கு நான் கதை எழுதுகிற போட்டியில் கலந்துருக்கேன் டீ சும் தெரியுமா என்ன எனக்கு ஒண்ணு தெரியு நோட்ல எழுதுறாரா என்ன இருக்கும் ஓஹோ எங்களுக்கு கல்யாணி அதனால பாசமா இதே சொல்றாரு போல இருக்கு அந்த மனுஷனுக்கு அம்மா எவ்வளவு பாசంటి நான் வாண்டியா வரத்திட்டே இருப்பார் என்ன திட்டனதே கிடையாது டி அம்மா ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமா இருக்கோ உங்களுக்கு என்ன டி போங்கடி வேலைய பாத்திட்டு ஏங்க ரொம்ப நேரமே ஏத்திட்டே இருக்கீங்களே ரொம்ப டயர்டா இருக்கீங்களே காபி டீ ஏதாவது போட்டு கொண்டு வரவா ஒண்ணும் வேணாமம்மா ஏங்க, இந்த போட்டோ பார்த்து பார்த்து என்னமே}}{|} எلدிகிட்டு இருக்கீங்களே என்ன? எனக்கு கொஞ்சம் காமிங்களேன். அது ஒண்ணு இல்லம்மா. கதை போட்டில கலந்து கிரேன்ல. கதைன்னா சுவாரசியமாவும் ත්‍ரில்லிங்காவும் இருக்கணும் இல்லையா? அதனால ரெண்டும் கலந்து எلدிகிட்டு இருக்கம்மா. சுவாரசியமாவும் இருக்கணும் ත්‍ரில்லிங்காவும் இருக்கணுமா? அப்படி என்னதrangle எழுத முடியும்? வேற என்ன பேய் கதை தாம்மா. சரிங்க சரிங்க எழுதுங்க. சரிங்க আজকে ஏன் போட்டோ பார்த்து பார்த்து எلدிகிட்டு இருக்கீங்க என்னமா அப்படி கேட்டிட்ட பேய கதை எழுதணும் அப்படினா பேயை பார்த்து எழுதினா தானமா ஒரு உக்கிரமா கதை வரும் அதனால தான்மா ওই போட்டோ பார்த்து எلدிகிட்டு இருக்கேன் ஓஹா இந்த போட்டோ பார்த்து உக்கிரமா எழுதுறீங்களா கதை உக்கிரமா இன்ன கொஞ்ச நேரத்துல என்னோட உக்கிரத்தை பாப்பீங்க அது ஒன்னு இல்லமோ விறகு இடிச்சுட்டு விறகு இடிச்சுட்டா விறகு எங்கப்பா இருந்துச்சு அந்த விறகு உங்க அம்மா கையில தாம்மா இருந்துச்சு ஒன்னும் இல்லாம கதை கதை எழுதிட்டு இருந்தன்ல உங்கள் அம்மா வந்து என் ஃபோட்டோவை பார்த்து என்ன எழுதுனீங்கன்னு கேட்டாமோ பேய் கதை எழுதணோம்னா பேயை பார்த்தா தானே ரியலாக கதை வரும் அதனால உன் ஃபோட்டோவை பார்த்து எழுதுறேன்னு சொன்னோம்மா அதனால வரகெடுத்து மண்டையில் அடிச்சிட்டாமா நீங்கள் எப்போ உண்மையை சொன்னீங்க நீங்கள் உங்களோட கல்யாண நாளுக்காக அம்மாவுக்கு எதோ பாசமாக கடிதம் எழுதுறீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் இப்படி உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டீங்களேப்பா சரிப்பா சரிப்பா கவலைப்படாதீங்க இன்றைக்கி நீ எப்போ நடக்குது எப்போதும் நடக்கிறது தானே வாங்க வந்து ரெஸ்ட் எடுங்க வாங்க